கைக்குள்ளடைக்கு விளையாடவல்லி அகிலமோர் எழினையும் மாடும் கரங்குபோல் ஆட்டி விளையாடவல்லி மண்டல தண்டரை அழைத்தருகிருத்திய வைத்து விளையாடவல்லி மன்னகமும் கமூ மனுவை துளைத்தலில் மாட்டி விடையாடவல்லி கண்டித்த கடிகிழகடலை புகட்டிய கலைக்கு விளையாடவள்ளீர் கருத்தரிய சித்தல்லா வல்ல நீர் அடுமையன் கண்ணும் அரிசி தில்லையோ நண்டடம் நல்லடி காளாகியும் நற்குண்குடி கொண்ட பாதுஷாவான குருநாதன் முயதி நே குருநாதன் அல்லா ஆமினல்ல ஆமினல்லாமல்ல காலமல்ல நிறைந்தோன அன்புடைய புகழ்ச்சியும் படைத்த அல்வாஹ புஷ் பக ஆண்டவன் ஒருவனுக்கே உரித்தாக இருக்கும் அன்பும் அன்பு சலாமும் சலபாத்தும் அவனின் அர்ணபி சமூகத்திற்கே உண்டாகுக ஜெகடாதிபதியும் ஜெக ஆதிநாயனின் திரு தூதரும் போன்றவரும் இரு லோகத்திற்கும் அவர்களுடைய திரு கண்ணாடி என்னும் தரிசனம் நம் அனைவர்களுக்கும் கிடைக்கும் பொருட்டு அல்லாஹூ நல்லருள் பாலிப்பானாகவும் இன்னும் இங்கு சங்கையாக கூடியிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாரும் இப்பெரியோர்களே தோழர்களே சகோதர சகோதரிகளே தாய்மார்களே கேட்டதற்கும் சொன்னதற்கும் நம்மளுக்கு அதற்குரிய ஒரு நன்மை கிடைக்க வேண்டுமே நம்முடைய திருமேனி அசூலேக்கரின் சொல்லு வரைவு சொல்லும் அவர்களுடைய திருநாம வருகின்ற நேரத்தில் செவிமடுத்து நாவு கொண்டு நபி மீது நாம் எல்லாம் சலபாத்தி ஓதிக்கொள்ள வேண்டும் சலபாத்தினால் கிடைக்கின்ற அரிய பெரிய தரஜாவை அதனுடைய நன்மையை பற்றி நாம் சொல்லி முடிக்க முடியாது அவ்வளவு பெரும் இருக்கின்றது ஆகவே சில பார்த்தேன் மோதி கூடிய ஒரு நல்ல வாக்கியம் அவர்களுடைய கிராமத்தை பற்றி சொல்லி நிறைப்படுத்தலாம் என்பதாக ஆரம்பிக்கின்றோம் ஆகையினால் சிறப்பாக எல் பெருகும் கேட்குமாறு உங்களை வேண்டிக் கொண்டு தோங்குகின்றோம் நாமம் புகழிகொண்டியாவை நாயக ராமயாம அவர்களுடைய தலைமுறையில் அவர்கள் குலத் தோன்றலாக அவர்களுடைய இருக்கும் அபூ சுவாலிக் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் மனம் அவர்கள் கல்யாணம் அவர்களும் அவர்களுடைய வம்சத்தில் நின்று வந்தவர்களாக இருக்கும் ஆண்டோர்களுடைய தாயார் ஃபாத்திமா அம்மா என்று சொல்லக்கூடியவர்கள் ஆகவே அவர்களை மனம் முடித்து அபு சாலிஹும் இரண்டு பேர்களும் ஜீலானி நாட்டிலே சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு வாழ்ந்து வருகின்ற காலம் அந்த அவர்கள் அப்படி ஆண்டவன் இந்த உலகத்தின் கண்ணில் ஆண்டவர்களை அவதாரமாக்க வேண்டும் அவர்களை இந்த உலகத்தில் பிறக்க செய்ய வேண்டும் என்று அவ்வாஹுவின் உடைய நாட்டத்தை கொண்டு என்று சொல்லும் அவர்களுடைய கணவராகி அபூசாகி இரண்டு பேர்களும் அவர்களுடைய அறமனையிலே நித்திரியாக கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹு ஜல்ல சாணவுத்தால் ஆண்டவன் அவுலியாக்களுக்கெல்லாம் தலைவராக கிரீடாதிபதியாக காஜுல் அவுலியாவாக இந்த உலகத்தில் அவர்களை அவதாரமாக்க வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல சாணவுத்தால் ஆண்டவன் அவர்களுடைய கணவரும் அவர்களுடைய வீட்டில் மித்திரையாக நேரத்தில் ஆண்டவர்களை கருவாக தரிபாடாக்கி வைக்கின்றார் அப்படி தரிபாடாக்கி வைக்கப்பட்ட அன்று இரவு நபி அலைவசம் அவர்களுடைய மினாமியத்தில் தோன்றி அவர்களுக்கு நன்மாராயம் கூறுகின்றார்கள் அவர்களை வாழ்த்தி போற்றி சொல்லுகின்றார்கள் நபி குல தூன்றலே நாயகியே வாத்தி அவர்களுடைய தோன்றி வாழ்த்தி சொல்லுகின்றார்கள் உங்களுடைய வயிற்றிலே ஆண்டவர் இன்று இன்று தரிபாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த சிசு இந்த ஹமல் அதாவது உலகத்தின் கண்ணில் அவரியாக்களுக்கு மேலாம்பரமா உடையவர்களாக ஜூபாக இந்த உலகத்தில் அவதாரமாக்க இருக்கின்றார் அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் என்பதாக திருநாம சூட்ட வேண்டும் என்று சொல்லி நபி அலை அறிந்தார்கள் அது கண்ட பாத்திமா பவரி ஒழித்து பக்கத்தில் படுத்திருக்கின்ற கணவரை எழுப்பி தான் கண்ட கனவை அவர்களுக்கு சொன்னார்கள் அது கேட்டு அவர்களும் மிக்க மகிழ்ச்சி கொண்டு இரண்டு பேர்களும் அந்த ஈடு இணையற்ற இறையவனை அனைதினம் தொழில் தடுவார் ஆண்டவனை புகழ்ந்திடுவார் குடத்தை நாட்டேந்து வருகத்தில் வைத்துக்கொண்டு தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி தண்ணி கரைக்கு செல்லுகின்றார்கள் அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது அவங்களுடைய முன்பதாக எப்பேர் கொத்த ஒரு காட்சியை காணுகின்றார்களையானால் கருத்தகிரி போல பூதம் ஒன்றுமா முன்னே நின்று வழி மறிக்க ஒரு பூதமாகக்கூடியது பாத்திமாவுடைய முன்பதாக எதிர்ப்பட்டு அவர்களை பயமுறுத்தக்கூடிய முறையிலே அவர்களை அச்சுறுத்துகின்றனர் பயந்து தன்னை மறந்தவர்களாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் அங்கு எப்பேருக்கு ஒரு காட்சி நடக்கின்றதையானால் தன்னால் அப்படி வீட்டிற்கு திரும்பி வந்திருக்கும் போது அங்கு அவர்கள் கண்ட ஒரு காட்சி அவர்களுடைய வீட்டிலே பனிரெண்டு ஆண்டுக்கு முன்பதாகவே பொழுது அவர்களுடைய பனிரெண்டு வருடங்களுக்கு முன்பதாக காணாமல் போன ஒரு கண்டு எல்லாரும் ஆச்சரியம் அடைந்தார்கள் என்ன காரணம் வயதிலே ஜனித்திருக்கின்ற அந்த ஒரு அற்புதம் அதனுடைய ஒரு மகிமை என்று எல்லாரும் வியந்தார்கள் புகழ்ந்தார்கள் இந்த முறையிலே அபு சானி அவருடைய அரமனையிலே ஜீவித்து வரும்போது ஒரு நாள் அவருடைய வீட்டில இரவு நேரத்தில் நித்திரையாயிருக்கும்போது என்று வீட்டை விட்டு வெளியே செல்ல எத்தரிக்கின்றார் அதே நேரத்தில் கருப்பத்தில் ஜனித்திருக்கின்றீன் அப்துல் காதூர் ஜிதானி ஆண்டவர்கள் தன்னுடைய தாய்க்கு கேட்கக்கூடிய முறையிலே சாரா செய்கின்றார்கள் என்ன சொல்லுகின்றார்களான் சுந்து மணியானே திருடிக்கொண்டு செல்லுங்கள் அழைப்பதற்காக வந்து வெளியே போவதற்கு எத்தனை தலவாச கதவை திறந்து அதே நேரத்தில் அம்மா ஆண்டும் கிருபையை கொண்டு அந்த திருடன் வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் வல்லோர் கூறிய நம்முடைய தலைவாசல் இறந்துவிட்டானே என்று இரண்டு பேர்களும் மலைத்தவர்களாக மணி மயங்கியவர்களாக இருக்கின்றார்கள் காலை கதிரவன் உதயமாகின்றது இன்னும் அதாவது காலையிலே அந்த நாட்டினுடைய மக்கள் ஜீலா நகர மக்கள்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள் அபு சாரி வீட்டு வாசலில் இறந்து கிடக்கின்றான் இது என்ன காரணம் தெரியவில்லை என்று அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசருக்கு அறியப்படுத்துகின்றார்கள் அது கேட்ட மந்திரியும் அப்படியானால் அபு பாத்திமாவும் அழைத்து வாருங்கள் நியாயம் கேட்க வேண்டும் அதுபோன்று அழைத்து வரக்கூடிய அந்த சேவைகள் தான் வந்து அபு சுவாலி திம்மாவின் அரசர் அழைப்பதாக சொல்லி அழைத்துக் கொண்டு போய் அரசியில் நிறுத்திய உடனே சுல்தான் அந்த அரசர் கேட்கின்றார்கள் அபு சாலிக் அவர்களே பெருமான வம்சத்தில் நின்று வந்தவர்களாக இருக்கும் தாங்களுடைய வீட்டிலே திருடன் இறந்து கிடப்பதற்கு என்ன காரணம் சொல்லுங்கள் என்று கேட்க அது கேட்டு அபு கூடியவர்கள் நீதி மிக உள்ள அரச வந்து அடை இந்த நேரத்தில் அதாவது அற்புதமாக ஒரு கரம் நீண்டு அந்த திருடனை அடித்துவிட்டு இறந்து விட்டார் என்று என்னுடைய மனைவி எனக்கு சொன்னார்கள் அதுதான் எனக்கு தெரியும் இதுதான் உண்மை என்று சொன்னார்கள் இது கேட்ட உடனே அரசும் அங்கு இருக்க வேண்டிய மந்திரிகளும் மற்றும் சொல்லுகின்றார்கள் என்ன பாரதூரமான ஒரு பொய் கரம் நீள் நீள்வதாவது திருடனை அடிப்பதாவது திருடன் இறப்பதாவது இது ஒரு பெரிய அபாரமான ஒரு பிரமாண்டமான ஒரு பொய் சொல்லுகின்றீர்களே இது எப்படி நாங்கள் நெஜம் என்று நம்ப முடியும் என்று சொன்னார் மந்திரியும் மற்றும்வர்களும் கேட்கின்ற அம்மா நீங்களோ உடைய ஒரு வம்சமும் உங்களுடைய பரம்பரையும் காட்டுமான்னு பிணையாய் நின்ற உங்க வீட்டிலே கிளவானி இறப்பதற்கு என்ன காரணம் சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் என்று அரசும் மற்றவர்களும் கேட்டார்கள் சொன்னார்கள் அருமை அரசர் அவர்களே இதுபோன்று என்னுடைய வீட்டில் இன்று இரவு அந்த திருடன் வந்து என்னுடைய உடமைகளையெல்லாம் திருடி கொண்டு வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் என்னுடைய வயிற்றே தரிபாடா இருக்கின்ற அந்த குழந்தை சொல்ல அது கேட்டு நான் வந்து கதவை அழைத்துக் கொண்டிருக்கும் போதே திருடன் வெளியே செல்வதற்கு ஆயத்தம் ஆகக்கூடிய நேரத்தில் அற்புதமாக ஒரு கரம் நீண்டு அந்த திருடனை அடித்துவிட்டது திருடன் இறந்து விட்டான் இதுதான் உண்மை இதுதான் இதுதான் நடந்த ஒரு சம்பவம் என்று பாத்தி மாமா மீண்டும் சொன்னார்கள் இது கேட்ட அரசரும் மந்திரி மற்றும் உள்ள அத்தனை பேர்களும் இது அதை விட பெரிய ஒரு பிரம்மாண்டமான பையாக இருக்கிறது என்று எல்லாரும் நகைத்து ஏதனமாக சிரித்து பாத்திமாவை தானே பார்த்து சொல்ல குளி நேர்த்தி இரண்டு பேர்களித்து தலை குறிந்தவர்களாக நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே பேர் கொற்று ஒரு மகிமை நடக்கின்றது ஆனால் தாயுடைய கருப்பத்தில் ஜனித்திருக்கின்றி ஆண்டவர்கள் எல்லாருக்கும் கேட்கக்கூடிய முறையில் ஒரு சத்தம் கேட்கின்றது பங்கமின்றி எந்த தாய் தந்தை யாரும் பிள்ளை நான் தான் என்னுடைய பெயர் என்று எல்லாருக்கும் கேட்கக்கூடிய முறையிலே சந்தம் ஏற்படுகின்ற மந்திரி மற்றும் அந்த நாட்டை சார்ந்த மெய்மறந்து தன்னை மறந்து எழுந்திரித்து அபு சாலிஹி பாத்திமாவிரும்ப மரியாதை செய்து கண்ணியப்படுத்தி நபியினுடைய ஜெத்தே நபியினுடைய வாரிசு நபியினுடைய குலத் அறியாம தெரியாம தவறந்து விட்டது மன்னித்து விடுங்கள் என்று அவர்களை அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்களாம் அதுபோன்று பாத்திமாவும் அபு சாரி அவருக்கு அரண்மனையிலே வந்து அவ்வாவுடைய ஒரு கிருபையை கொண்டாக மகிழ்ந்தவர்களாக இருக்கும் பொழுது பாத்திமாவுடைய வயிற்றிலே தனிவானி ஆண்டவர்கள் உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒரு நேரம் எருங்கிக் கொண்டிருக்கின்றது உலகத்தினுடைய ஒப்பறைப்படி அந்த கர்ப்பத்தினுடைய காலம் ஒன்பது மாதம் ஒன்பது நாள் ஒன்பது நாடிகை என்று சொல்லக்கூடிய முறையில அவர்கள் தானே பூர்த்தியாக இந்த உலகத்தில் நேர நர் கொண்டிருக்கும் பொழுது ஆதிபரிய நாயன் இறைவனூ அருளான் அழைத்து சொல்வான் சொல்லுகின்ற சொல்லும் அலங்காரம் செய்து நீங்கள் அனைவர்களும் வாழ்த்து கூறக்கூடிய முறையில் எல்லாரும் சந்தோஷமாக என்னுடைய வாழ்த்துங்கள் என்று அல்லா சொல்லுகின்றார் அது போன்று நரகத்தை எல்லாம் அடைத்து பூட்டி சுருக்கத்தை அலங்காரம் செய்து சுருக்கத்தில் உள்ள வாசனை திரவியங்களை தானே தழைத்து அமரோர்களும் கொள்ளியும் அகமகிழ்வோடு அவர்கள் அனைவரு தானே வானவர்கள் எல்லாம் கூறக்கூடிய முறையிலே இந்த உலகத்தின் கண்ணியா தீ நாலி ஆண்டவர்கள் எந்த முறையிலே இந்த உலகத்தில் அவதானமாக இருந்தார்களே ஆனால் சீதம் மாதம் வருத்திரே குறிப்பிடுகின்ற வருஷம் ரமவானுடைய மாதம் தலை நோம்பு அன்று இந்த உலகத்தின் கண்ணில் வெள்ளிக்கிழமை என்று ஆண்டவர்கள் அவதாரமானார்களா பிறந்தார்களா ஆகவே அவர்கள் அப்படி பிறந்ததும் இன்னும் வானிலோகத்துடைய அமர்களெல்லாம் அணியணியாகத்தான் வந்து இறங்கி மதித்த மணி முத்தா இளக்குமான அவர்களை திஷ்டு பேரத்தையும் முறையிலே வாழ்த்தி போட்டி திரும்ப கொண்டு வந்து அப்படி ஒப்பு கொடுத்த அன்று அந்த பாத்தி மாடியில் தன்னுடைய அருமை கண்மணியான மகன் எடுத்து பால் ஊட்ட வேண்டும் என்று தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டினார்கள் அப்படி பால் ஊட்டக்கூடிய நேரத்தில் அப்துல் காதல் ஜெயலானி ஆண்டவர்கள் பால் அருந்தவில்லை காரணம் அன்றைக்கு தல நோம்பாக புனி மாதமாக இருந்தது கடமையாகி அந்த பருவானின் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் பருகும் பாலதி நேரமும் சாப்படி நேரத்திலையும் நோம்பு திறக்கின்ற நோன்பு வைத்தார்கள் என்று வரலாறு அருமை பெரியவர்களே தோழர்களே தாய்மார்களை எண்ணி பார்க்கணும் அன்று பிறந்த பிள்ளை ஆகிய வரலாறு நோம்பை எந்த அளவுக்கு அவர்கள் பயபக்தியோடு பிடித்திருக்கிறார்கள் இப்ப அந்த வரலாறு நாம் அவங்களுடைய ஒரு வழியை பின்படி நடக்கக்கூடிய நபீனுடைய உமத்தினராக இருக்கக்கூடிய நாமா அந்த வரலான நோன்பை எப்படி பிடிக்கின்றோம் அந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பை எப்படி நோற்கிறோம் என்பதை பற்றி நாம எண்ணி பார்க்க வேண்டும் இந்த முறையிலே பாலநாயகம் நோம்பு வைத்தார்களாம் அதுபோன்று மறுவரிடமும் தலைப்பிறை நோம்பு பிற தெரியாதபடி இருக்கும் போதும் ஐயத்தி நோம்பு வைத்தார்கள் அதை அந்த பகுதாது ஜீலானி நாட்டு மக்கள் எல்லாம் நோன்பு வைத்தார்கள் என்று சரித்திரம் கூறுகின்றது இப்படித்தின் ஆண்டு வயதுமாகதி ஆண்ட அல்லாவுடைய அசிரியர் ஏற்படுகின்றது இனிமேல் நீங்கள் ஜீலானி நாட்டை விட்டு வெளியாகி நாட்டிலே மாபெரும்பெரும் மார்க்கேதை இருக்கின்றார்கள் அவர்களிடத்திலே சென்று நீங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆதி பெரிய அழைத்து சொல்வார் நீங்கள் ஏற்றுக்கொண்ட தன்னுடைய நகரத்துக்கு சென்று மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும்படி மார்க்கத்தை படி ஆகையினால் நீங்கள் உள்ளம் கணிந்து சந்தோஷமாக என்னை வாழ்த்தி மாற்றி மார்க்கத்தை கற்று வருவதற்கு அனுப்பி வைக்கிடுவார் நீங்கள் மார்க்கத்தை கற்றுவாருங்கள் மார்க்கத்தை அறிந்து மார்க்கத்தை தெரிந்து அதன்படி உலகத்தில் நடந்து காட்டுங்கள் என்று அந்த மாதாபிதாக்கள் தன்னுடைய அருமை மகனை வாழ்த்தி போற்றி நாட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார்களாம் அருமை பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய பிள்ளைகளாவது மார்க்கத்தை கற்றுக் வேண்டி மதரசாக்களுக்கு நாம் எந்த முறையை அனுப்பி வைக்கிறோம் என்பதை பற்றி நாம எண்ணி பார்க்க வேண்டும் ஜீலானி ஆண்டவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக பயணப்படுகின்ற நேரத்தில் அந்த அருமை தாய் பாத்தி மா தன்னுடைய மகன் அந்நிய நாட்டுக்கு சென்று ஓத போகின்றார் அப்படி ஓதுகின்ற அவர்களுக்கு செலவுக்கு பணம் வேண்டும் என்று நாற்பது தங்க காசு அதை தானே ஒரு துணியிலே வைத்து கட்டி அதை பையாக ஜோல்னாவாக மகனுடைய தோளிலே போட்டு முதன் முதலாக அந்த தாய் உபதேசிக்கின்றார் என் அருமை கண்மினியான மகனே முஹினை நான் உனக்கு உனக்கு முதன் முதலாக உனக்கு செய்கின்றேன் அருமை மகனே எந்த எந்த கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பெரிய ஒரு இடுக்கன் வந்தாலும் எவ்வளவு பெரிய ஒரு சங்கடங்கள் ஏற்பட்ட போதிலும் ஒருபோது மகனை பொய் சொல்ல கூடாது மகனே எல் அருமை மகனே எவ்வளவு பெரிய இடுக்கூடாது என்று மகனுக்கு சொன்னார்களா முதன் முதலாக உபதேசித்த ஒரு குருமொழி இந்த முறையிலே தன்னுடைய மகனை பகுதாதுக்கு அனுப்பி வைக்க துணையாக மகனை அழைத்து செல்ல வேண்டுமே என்று பார்க்கும் பொழுது அதை ஜெயலலா வியாபாரிகள் பகுதாதுக்கு பயணப்படுகின்றார்கள் வியாபாரத்திற்காக அப்படி பயணப்படக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மகனையும் கொண்டு போய் அந்த வியாபாரிகள் கூட ஒன்றாக சேர்த்து என்னுடைய மகனையும் பகுதாதுக்கு கொண்டு போய் ஹம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கம் எந்த இடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று ஒன்றாக அனுப்பி வைக்கின்றார் ஆகவே அந்த நாற்பது வியாபாரிகள் சந்தோஷமாகி அஞ்சு வயது பிஞ்சு பருவோம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக மாதாபிதாக்களை விட்டு பிரிந்து பகுதாது நாட்டுக்கு பயணப்பட்டு போகின்றார் தாய் தந்த ஆசையை பெற்று அப்படி அவர்கள் விட்டு வழி நடந்து வெகு தூரத்தை கிராமங்களையும் செடிகளையும் விட்டு கடந்து நிகழ்கின்றதை ஆனால் காட்டிலே வழிபோக்கர்கள் வியாபாரிகளை வழிமறித்து கொள்ளையிடக்கூடிய ஒரு கொள்ளை கூட்டமாக கூடியது வரக்கூடிய இந்த வார்த்தர்களை சுற்றி வளைந்து வருகின்ற அப்படி வளைந்ததும் அவருடைய கைகளை வைத்திருக்க வேண்டியாலும் அடிக்க அவர்கள் சரக்கு ஜாம அப்படியே போட்டுவிட்டு அந்த வியாபாரிகள் எல்லாம் ஓடிவிட்டார்கள் அதே நேரத்தில் அந்த திருட்டு கூட்டங்கள் அந்த வர்த்தக பொருள்களை எல்லாம் மூட்டை மூட்டையாகத்தானே கட்டி எடுத்துக்கொண்டு திரும்பி செல்லுகின்றார்கள் அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அதே நேரத்தில் அந்த திருடர்களில் வந்தவர்கள் திரும்பி பார்க்கின்றார் அஞ்சு வயது பிள்ளை முஹ்யத்தின் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்ட அந்த திருடர்கள் தானே அவர்களுடைய பக்கத்துல வந்து முஹையத்தினை பார்த்து சொல்லுகின்றார் உம்முடையாப்பை குதிர்க்க வேண்டிய சொத்து எவ்வளவு உம்முடைய ஜோல்நாப்பை குதிர்க்க வேண்டிய காசு பணம் எவ்வளவு சொல்லும் வைத்திருக்கின்ற பணத்தை எடுத்து தாருங்கள் என்று திருட்டு கூட்டங்கள் முன்னால் நின்று சொல்லக்கூடிய நேரத்தில் அண்ணல் மொயத்தின் அத்துவாதீரூ திருடர்கள் பார்த்தார்கள் ஆண்டவனே அஞ்சு வயது பிள்ள கொஞ்சமாக தெரிந்திருந்தும் பொய் சொல்லாதபடி உண்மையை சொல்லி நாற்பது தங்க காசு எடுத்து தருகின்றது இந்த பிஞ்சு வயதாகி அஞ்சு வயது நிரம்பிய அறிவோடு நம்மளுக்கு இல்லாது போய்விட்டது நாம காலாக ஒரு ஆண்டவனுக்கே விரோதமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றமே அப்படி இருக்க நாம் எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் குறைகளுக்கு ஆளாகிவிட்டோம் இந்த பிள்ளையினுடைய ஒரு அறிவும் இந்த பிள்ளையினுடைய ஒரு பயமும் பக்தியும் நம்முடைய உள்ளத்தில் இல்லையே என்று அந்த திருடல்களுடைய உள்ளம் தெரிந்துவிட்டது உடனே முஹியத்தின் அப்துல் குமார் ஜீலானி ஆண்டவர்களுடைய கையை பிடித்து கண்ணில வைத்து பாலரே நீங்கள் யார் உங்களுடைய பெயர் என்ன சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது அப்பந்தான் சொன்னார்கள் நான் ஜீலானி நாட்டிலே அபு சுவாதி மகன் என்னுடைய பெயர் முஹியுத்தீன் என்று சொன்னதான் சொன்ன உடனே அவனுடைய உள்ளங்களில் அப்படி திடுக்கம் ஏற்பட்டு விட்டன் நபியினுடைய வழியிலே நின்று வந்தவர்கள் என்று தெரிந்ததும் உடனே அந்த திருடர்களெல்லாம் சொல்லுகின்றார்கள் யா முஹியுத்தீனே இன்றோடு நாங்கள் இந்த இழிவான கழிவான தொழிலை மறந்துவிட்டோம் என்று மாப்பு மன்னிப்பு பெற்றுக் கொண்டு நாடைய பாதத்தை பணிந்து அந்த திருடைய பொருள்களை எல்லாம் திரும்ப கொண்டு வந்து ஒட்டகங்களில் வைத்து கேட்டி அந்த வியாபாரிகளை அழைத்துக் கொண்டு வந்து சந்தோஷப்படுத்தி வியாபாரிகளோடு பகுதாது நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்களாம் அந்த திருடர்கள் அறவை பெரியவர்களே தாய்மார்களே திருடர்கள் திருந்துவதற்கு திருடர்கள் திருந்து திருந்துவதற்கு காரணமாக ஆண்டவர்கள் சொன்னார்களே உண்மையான ஒரே வார்த்தை அந்த தாய் சொன்னார்களே பொய் சொல்லக்கூடாது மகிணி என்று அந்த பொய் சொல்லக்கூடாது என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை திருடர்களை திரித்து விட்டார் அவங்களுடைய மனதை தூய்மைப்படுத்திவிட்ட ஆகையினால் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்லுதோம் எத்தன அதாவது இல்லாத பொல்லாத அநியாயமான காரியங்களை பேசுகின்றோம் பௌதனா தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் தாய் சொன்ன வார்த்தை அப்படி தலைமையில் சுமந்தவர்களாக மெய் சொன்ன ஒரே வார்த்தையை கொண்டு திருடர்கள் திருந்திவிட்டார்கள் சிந்திக்க வேண்டும் இந்த விதமாக அப்துல் காதர் ஜெயலானி ஆண்டோர்களை அழைத்துக் கொண்டு அந்த வர்த்தக கூட்டத்தாக் நாட்டு எல்லை அடைந்ததும் என்று சொல்லக்கூடிய அந்த மேதை அந்த ஆலயமாக கூடியவர்கள் எழுபது மாணவர்கள் அவங்களிடத்தில் வருகிட்டு வர்றாங்க உடனே வருகிறார்கள் என்று செய்தி தெரிந்ததும் ஹம்மாது மாணவர்கள் அழைத்துக் கொண்டு வருகின்றீனை அவங்களை கண்ணிய பிடித்து அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று எது சந்தார்கள் இது சென்ற போது நாம் ஐயத்தி நான்கு தான் கண்டு ரொம்ப சந்தோஷமாகி அவர்கள் அகமகிழ்வோடு அந்த பாதல்கள் எல்லாம் எப்படி வரவேற்கின்றார்களே ஆனால் வரி வீடு வரி வீடு பேரா வரமே பெறவே வந்தும் மலர் பாதம் பிடித்து அழைத்துக் கொண்டு மத சென்று எழுபது மாணவர்களோடு எழுபத்தி ஒன்றாவது இருக்கும் ஐயத்தின் அப்துல் கார் எப்படி மார்க்கத்தை படித்து வருகின்றார்களே ஆனால் ஐந்து வயதிலே வயது வளர்கின்றது மார்க்களில் அறிவுகளையும் அதன்படி அமல் செய்யக்கூடிய தத்துவமான அறிவுகளை தானே படித்து வருகின்றார் அப்படி படித்து வரக்கூடிய நாளில் அந்த பகுதாத் நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணியாக கூடியவர்கள் வேண்டுமான பாத காணிக்கைகளைத்தானே கொண்டு வந்து அம்மாது முன்பதாக வைத்து பாதார விந்தம் அது பணிந்திடுவார் பணி ஓட்டு சொல்லிடுவார் பெண்மணியும் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு தகுவா அவர்களுக்கு இருந்தது கணவரோடு வாழ்ந்து வருகின்ற எல்லா செல்வங்களையும் அல்லாஹும் எனக்கு குறையில்லாம கொடுத்திருக்கின்றான் எல்லா செல்வத்தையும் கொடுத்த அந்த இறைவன் மக்கள் செல்வம் என்று சொல்லக்கூடிய அந்த மகப்பேறு எனக்கு இல்லாது போய்விட்டது ஆகையினால் ஹம்மாது லஹூல் மெகபூல் என்று சொல்லக்கூடிய பலகையை பார்த்து எனக்கு இந்த உலகத்தில் மக்கள் உண்டுமா அவரது உண்டுமா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று அந்த பெண்மணியாக கூடியவர்கள் பாதம் பணிந்த அவர்கள் கேட்டு